வெல்கம் டு லெட்ஸ் மூவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை வண்டலூரில் இருக்கிற அடிஞ்சல் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க் அதோடய டிராவல் கைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்ன எந்தெந்த நாள் ஒர்க்கிங்கில் இருக்குது எந்தெந்த நாள் க்ளோஸ்ட்டு என்ன டைமிங்கு இப்போ என்ன ஃபேர் டேரீஃப் என்ன அதுங்க தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்யூஸ்டே மட்டும் க்ளோஸ்ட்டு பாக்கி எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா நைன் டு ஃபைவ் ஒர்க் ஆகுது அப்புறம் இதோடய டேரீஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு நைன்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க பிலோ ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு நோ சார்ஜஸ்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் கேமராக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஹேண்டிகேமுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட் ருபீஸ் வீடியோ கேமராக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஜூக்கு பெஸ்ட்டு வே வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சிங்கிளாக இருக்கீங்க சிங்கிள் இந்த சென்ஸ் வந்துட்டு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சைக்கிள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இப்போ சைக்கிள் வந்துட்டு என்னால் மிதிக்கவே முடியாது அப்படின்னா கூட எலக்ட்ரிக் சைக்கிள் கூட இருக்குது அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எலக்ட்ரிக் சைக்கிள் நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக ஜாமீன் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சிங்கிளாக போனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் வந்துட்டு பின்னாடி ஆள் வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதுக்கு வந்து ஃபேரெலாம் என்னென்னா கடைசியில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ப்ளஸ் இன்னொரு வே வந்து பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக் காசு அந்த மாதிரிலாம் இருக்குது அழகாக போய் உட்காந்து வந்துட்டு பார்த்துட்டு அழகாக வந்துடலாம் ஏன்னா அவனுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் ஸோ அவன் அழைச்சிட்டு போயிட்டு அங்கங்கே நிப்பாட்டுவான் அங்கங்கே அதை பார்த்துட்டு அழகாக வந்துடலாம் அப்புறம் இதோட காஸ்ட் என்னான்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் சைக்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன் அவருக்கு வந்து நைன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இன் கேஸ் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனாக்கா முடிஞ்சுச்சு அனதர் நைன்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணிவிங்க ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக் சைக்கிள் அந்தமாதிரி எடுத்திங்கனாக்க அது ஜூவை ஃபுல்லாக ஒரு டூ ஹவர்ஸில் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து எதுவும் வழி ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு ஃபுட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுட்கோர்ட்லாம் போகலை ஜஸ்ட்டு போய் அனிமல்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படினாக்கா சாலா டூ ஹவர்ஸ் ஆகும் எலக்ட்ரிக் சைக்கிளில் போனீங்கன்னாக்கா கேஸ் வந்து நார்மல் அடல்ட் பை சைக்கிள் சின்ன ப சின்ன ரொம்ப சின்ன பசங்களுக்கு இருக்காது ஒரு ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் ஓல்டோ அந்த பசங்களுக்கெல்லாம் கூட சைக்கிள்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெர் அவருக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க அடுத்து வந்து அதான் பேட்டரி ஆப்ரேட்டர் கார் எலக்ட்ரிக் இல்லையா அந்த கார் வந்து பார்த்திங்கன்னாக்கா அடல்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து ஜூவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா ஜூ உள்ளே வந்து அலோட் கிடையாது ஜூக்கு வெளியில் பார்க்கிங் ஏரியா அது பக்கத்தில் வந்துட்டு நல்லா எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்காங்க பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னாக்கா நைன் டு லெவன் நைன் டு டுவெல் குள்ளே நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு மேலே உச்சி வெயில் வந்துடும் ஸோ நீங்கள் நைன் நைன் ஓ கிளாக் உள்ளே என்ட்ராய்ட்டிங்க அப்படின்னாக்கா லெவன் லெவன் பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒரு டூ டூ அந்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்போ நவம்பர் டிசம்பர் ஜான்வரி வெயில் அந்தளவு இருக்காது உங்களுக்கு ஸோ இது இஸ் த ரைட் டைம் டு கோ டு அறிஞ்சு அண்ணா சோ இது வந்து நான் வீடியோ பிளான் பண்ணவே இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ